ஆண்டவர்கள் பார்க்கின்ற பொழுது பள்ளிவாசலே யாரையும் காணும் எல்லாரும் தொழுது விட்டு சென்று விட்டார்கள் நினைத்தார்கள் சார்ந்தவர்களாக வந்திருந்தும் யாராக ஒருவர் வந்து எந்த ஊர் எங்கிருந்து வந்தீர்கள் என்று யாரும் கேட்கவில்லையே என்றுண்டவர்கள் எண்ணி இருக்கும் பொழுது இன்னொரு நேரம் அது போல ஈஷாவுடைய இந்த விதமாக பள்ளி வாசந்த பசியோடு இருக்கின்றார்கள் பட்டினையோடு இருக்கின்றார்கள் யாரும் அவர்களை விசாரிக்கவில்லை இந்த நிலையிலே மொஹையத்தின் ஆண்டவர்களுக்கு பசியினுடைய தன்மையினால் கோபம் அதிகரித்து விட்டது கொண்டா கூடிய கோபத்தினுடைய தன்மையினால் சொல்லுகிறார்கள் கோபங்களால் வானங்கள் போனி உடையோடு புற சிலவும் பாம்பா கிடுகிடு பொறுமை <Sessly> செய்ய உங்களுக்கு பசி வந்தா நீங்கிட்டே கேட்கணும் காரகத்துல வாழக்கூடிய புலிக்கு பசி வந்தா திங்குமா ஒரு காலம் தனக்கு பசி வந்தால் தஸ்தீரே தாயை ஒடுக்கந்தால் தரமாட்டேனா என் கிட்டத்தானே நீங்க கேட்கணும் மையத்தீனே சபுர் செய்யணும் மையத்தீன் சுக்குர் செய்தார் பொறுப்பு செய்தார்கள் அவளுடைய கிருபையை கொண்டு முடித்து இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இருக்கும் பொழுது அல்ல சத்தம் கொடுக்கலாம் யா முகையஜி இவ்வளவு கோபமடைந்தீர்களே இந்த ஊர் யார் ஊர் தெரியுமா இந்த நாடு உங்களுக்கு சொந்த நாடு எந்த முறையில் என்றால் உங்களுடைய உங்களுக்கு பேட்டியார் நாடு உங்களுக்கு சொந்த நாடு ஆகையினால் இந்த நாட்டுடைய வளர்த்தையும் புதுமையும் இந்த நாட்டுடைய சிறப்பையும் கண்டு கழித்து நீங்க முஹல்லீவுக்கு போங்க யாருல்ல ஊர் ஜனங்க மூணு நாள பட்டினம் ஓட்டாங்க ஆகையினால இவங்களை பகலில போய் பார்க்க கூடாது இரவு நேரத்துலதான் இந்த ஊரை சுத்தி பார்க்க வேண்டும் என்று அந்த இரவு பன்னிரண்டு மணி ஜாம நேரத்துக்கு பின்னால் அவங்க முடிய தொழுகை கொண்டு அவருடைய விருது எல்லாம் எடுத்து அணிந்து சவாரியாகி பள்ளியை விட்டு தனி வழியாகி அந்த மிசர் நாட்டு அலங்காரத்தை பார்ப்பதற்காக வேண்டி வெளியில் அந்த மிசர் நாட்டுடி நடந்து வரும்போது அவர்கள் கண்ட காட்சி தடம் போல் மாடுங்கள் மலிபோலாக ஜாரி ஜாரியா இலங்க கண்ட சு்தான் வாழக்கூடிய அந்த நாட்டுடைய அலங்காரத்தை பார்த்துச் செல்லும் போது அவங்க கண்ட காட்சி கடன் ஒரு வீட்டு போது காவலாக வருக போதுனா மையத்தீன் அந்த நாய்கள் பார்க்கக்கூடிய பார்வையை கொண்டாங்க கல்பிலை என்ன என்று நான் கண்ட ஓ நாய்தான் கடிக்குமென்டீ நம்மளை பார்த்த ஓனாய் நம்மளை கிடைக்குமோ என்று பயன்பார்களான் போற்றும் போற்றக்கூடிய அல்லாஹு ஆண்டவன் சொல்லுகின்றான் பயப்படுகின்ற உடைய இந்த அழியாத உள்ளத்தில் இருக்கும்போது எல்லாது காதல பேர் கொற்ற ஒரு சத்தையும் எண்பது வயதுக்கு மேலாவுடைய ஒரு பெரிய மனாக குடிவிழுத்த ஒரு வீட்டில தானே இருந்து எந்த மகனடா என் கடலிலே போய் மாண்டிய மகனே மகன் பொங்கும்டல்தான் கப்போடுதான் மகனே என் அருமை கண்மணியான மகனே யூசு கனியே ஆனால் கரையோரமாக இருந்து நினைத்து நினைத்து புலம்பிக் மகனே உன்னுடைய நிழலிலே இருந்து என்னுடைய காலத்தை கழிக்கலாம் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தனே மகனே நீ மாண்டு விட்டாயே மடிந்து விட்டாயே என்று இறந்த மகன் மனதிலே நினைத்து நினைத்து அந்த பெரியம்மா இரவு நிலத்திலே கண்ணீர் விட்டு அழுது புலம்பிக் இது கௌதமாவுடைய காதலே விழுகின்றது அவங்களுடைய காதலே கேட்டதும் அவங்களுடைய கல்வ உருகுந்தது ஆண்டவனே நாமளோ தன்னந்தனியாக அதாவது முதன்முறையாக மகதீவுக்கு பயணப்பட்டு போகின்றோம் போகக்கூடிய வழியில் எப்படி ஒரு அம்மா இருந்து அழுதுகிட்டு இருக்காங்களே எப்படி இந்த அழுகி நம்முடைய காதலை கேட்டு நம்ம போறது அதனால இந்த சத்தத்தை கேட்டு நாமல் போவதை விட அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு சென்று அந்த அம்மாவுடைய ஒரு துக்கத்தை கேட்டு அவங்களுடைய துக்கத்தை நீக்கி அவங்களுடைய வருத்தத்தை நீக்கி அவங்களுடைய மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தித்தான் நம்ம மொஹலத்தீவுக்கு போகணும் மொஹங்கி நினைத்தார்கள் அந்த பெரிய அம்மாவுடைய மனதை சந்தோஷப்படுத்தித்தான் நாம் போக வேண்டும் என்று மையத்தின் எங்கே வருகின்றார்களே ஆனால் கவலை மிக வைத்து வந்தார் மீதிலே மிசிக்கின பொறுக்க முடியவில்லை தண்ணீர் கவலை மிக வைத்து அழுதாள் மனை கவலையோடு இருந்து அழுது கொண்டிருக்க வேண்டிய அந்த பெரியம்மாவுடைய வீட்டு வாசல்ல வந்து நின்று கொண்டு சுவால் செஞ்சார்கள் அம்மா பெரியம்மா இரவு நேரத்தில் உன்னுடைய வீட்டு வாசலு கொண்டிருக்கிறேன் சுபரன் தருகுவான் ஆதி நாயன் உனக்கு சொர்க்கத்தை அல்லா கொடுப்பான் எனக்கு தண்ணி கொஞ்சம் தாங்க குடிப்பதற்கு என்று கௌதனா முஹீத்தீன் பெரியம்மாவுடைய வீட்டு தலைவாசல் வந்து சவால் செஞ்சான் கேட்டான் சட்டத்தை கேட்டதும் வீட்டுக்குள் அழுது கொண்டிருந்த நிறுத்திவிட்டு வீட்டு வாசலத்தில் முகமும் அழகும் ஒளிவும் தெளிவும் அவங்க அணிந்திருக்க வேண்டிய விருதி எல்லாம் பார்த்து பிரியம்மாளுக்கு ஒரு பக்கம் பயம் மற்றொரு பக்கம் சொல்லுகின்றார் இந்த இரவு நேரத்தில் இவ்வளவு பெரிய பெரிய வீடுகளும் பெரிய பெரிய மாடு மாளிகளில் நிறைஞ்ச இந்த ஊர்ல என் வீடு தானே அவர் தெரிஞ்சது என் வீட்டுல தண்ணி கேட்க யாரும் அழக்கூடிய ஒரு துக்கம் என்ன ஒரு கவலை என்ன ஆகையினால இப்ப வந்து தண்ணி கேட்கிறேன் என் வீட்டுல தண்ணியும் இல்லை என் வீட்டுல பென்னியும் இல்ல எங்க போய் காடும் என்று பெரியம்மா ரொம்ப அவசரமா சொன்னான் கோபத்தோடு இதை கேட்டவுடனே அப்துல் காலி ஆண்டவர்கள் பெரியம்மா அப்படி முகத்தை பார்த்துப்பாக இருந்தாலும் கோபப்பட்டு சொல்றீங்களே அதனால் அம்மா இந்த இரவு நேரத்துல உங்க வீடு தான் எனக்கு தெரிஞ்சது உங்க வீட்டுல தரவன் கேட்டது அப்படி இருப்பதுனால அம்மா பெரியம்மா எனக்கு இந்த நேரத்துல குடிக்க மிக தண்ணி கொஞ்சம் தரால் உங்க கவலை எல்லாம் உங்களுடைய துக்கத்தை உங்களுடைய வியாபகத்தை உனக்கு அப்படி தனி ரொம்ப அவசியமா இருந்தா இந்த ஊருக்கு மேற்க ஒரு பெரிய நீலார் ஓடு அங்க போய் குறிச்சிட்டு போறோம் மஹீந்தீர் சொன்னார்கள் அம்மா உன் ஊருக்கு நான் புதுசு ஆறும் தெரியாது எனக்கு குழம்பும் தெரியாது நீங்க கட்ட அப்படி இருப்பதுனால என்னுடைய பிடிவாதம் தெரியுமா என்னுடைய குணம் உமக்கு தெரியுமா என்று பெரியம்மா அப்துல் ஆண்டவர்களை பார்த்து அந்த பெரியம்மா சபதமாக அயலோதெ பெரிய மனதிலே வைராக்கியமாக இன்னசொல்லுகின்றார்கள் யானால் வாதிசெயதி நீ தளிர் தெரியும்பதம் <imitation> எடுத்துக்கொண்டான் <imitation> உடனே யார் பெரியம்மாவுக்கு நான் யாரு தெரியுமா என்னுடைய பிடிவாத உங்களுக்கு தெரியுமா என்று மொஹியத்தீன் தன்னுடைய பெரியம்மாவுடைய திண்ணையில் தானே விரித்து பனிரெண்டு இது சொன்ன இந்த விரிப்பை நான் எடுத்து போக வேண்டுமையான எடுக்க வேண்டுமையானால் பூராங்கள் சென்றிட்டால் வருஷம் கணக்கில்லை சென்றுட்டாலும் போட்டாவ எடுக்க மாட்டை எடுத்துவிட்டு போக வேண்டுமையானால் இவனுடைய வீட்டை விட்டு நான் இந்த இடத்தை விட்டு நான் போக வேண்டுமே அம்மா பெரியம்மா கரத்தினால் தண்ணீர் வாங்கி உடலுக்கு போந்தன்கரத்தினால் தண்ணீர் வாங்கி உன்னுடைய கை நால தண்ணி வாங்கி உள்ளமும் குளிரும்படியாக குடித்து இந்த இடத்து அல்லாது அதுக்கடையில் போக மாட்டேன் பாப்பையும் என்று சொன்ன கோமம் வந்து ஆனாலும் இந்த மிஸ்தீன் முசாஃபரு ரொம்ப பிடிவாதக்காரராக இருக்கிறாரு என்று சொல்லி நம்ம நேரமா அழுதுகிட்டு இருந்து அழுகை நிறுத்தி போட்டாரு என்று சொல்லி பெரியம்மா உடனே வீட்டுக்குள்ள போய் கதை உடைச்சிட்டு ஆள இப்படி கௌதனா மொஹியத்தீனுக்கும் பெரியம்மாவுக்கும் நடக்க வேண்டிய தர்க்கத்தை அவங்க வீட்டு பக்கத்துக்கிட்ட அம்மா கண்டுகிட்டே இருந்தாங்க அந்த பக்கத்துக்கிட்ட அம்மா கண்டு இருந்தவர்கள் பார்த்தாங்க ஆண்டவனே தண்ணி கேட்க தண்ணி கொடுக்க மாட்டேன்னு கிளவி என்று சொல்லி அவங்க வீட்டு வீட்டு தானே வெளியே வந்து அப்துல் காலிஜி குடி முன்பதாக வந்து அந்த அடுத்த வீட்டு அம்மா சொல்லுகின்றார்கள் உங்களை பார்க்கும் போது ஒரு பெரிய மகானை போல தோன்றுகின்றது தெரிகின்றது மகானே இந்த பெரிய மாட்டை கேட்டு தண்ணி கேட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்களா எழுந்துருச்சு என்னுடைய வீட்டுக்கு வாங்க என்னுடைய வீட்டில் உண்டான தமிழ் உங்களை நான் சந்தோஷமாக தாகத்தீர் தனுப்பி வைக்கின்றேன் என்று அந்த அடுத்த வீட்டுக்காரர் அம்மா மொஹையத்தினவர்களை வேண்டி விரும்பி நின்று அழைத்திடுமா அழைத்திடுமாறு வேண்டி விரும்பி பக்கத்துட்டம்மா கூப்பிட்டார் வரும்படிய வீட்டுக்கு வரும்படியாக ஒரு நாட்டம் என்னுடைய தண்ணி வாங்கி குடிக்காத உடனே அந்த அதை விட ஒரு பெரிய பிரிவாக இருக்கிறார் அடவனே நாம என்ன செய்வது என்று சொல்லி உடனே அந்த அடுத்த வீட்டுக்கு தனி கொடுத்து போச்சு வெளியே வந்திருக்க கூடிய அந்த மகான் வெளியே வந்திருக்க கூடிய அந்த பெரிய ஊரில் மகானை பார்க்கும் போது அவங்க முகத்தை காணும் போது பார்த்தால் பசிகள் கண்டா கவலை பால்முறத்தை பார்த்தா பாவம் தீரும் வெளியே வந்து நிற்கக்கூடிய அந்த மகாண்டி முகத்தை பார்த்தா பசி தீரும் கண்டா கவலை தீரும் அந்த பால்வடி முகத்தை பார்த்தது பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேங்க கல்பு என்ன கல்லா என்ன சொன்ன உடனே பெரியம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்து அடுத்த வீட்டுக்கார அக்காசா நீ வந்துட்டியா அவர் வந்து தண்ணி கேட்டு ரொம்ப சங்கடப்படுத்திட்டு வீட்டு வாசல் உதிச்சு அடுத்தியம்மாவுக்கு ரொம்ப அவசியம் இருந்தோம் கூட அவருக்கு தண்ணி கூப்பிட்டம்மா எம்பட்டும் விரும்பி கூப்பிட்டேன் அவரு விழிவாக வாங்கினாலும் தண்ணி வாங்கி குடிக்கணும் ஆகையினால் அடுத்து விட்டு ஓடி சென்று ஒரு கலையத்தில் தண்ணீரை வார்த்து அதை கொண்டுகிட்டு வந்து அம்மா இது ஏங்கினால கொடுத்தா அவர் வாங்க மாட்டார் வாங்கினாலும் குடிச்சிட்டு போட்டோம் என்று சொன்ன உடனே அந்த பெரியம்மா கையில இருந்த அந்த மண் கலையத்தில் தானே வெடுக்கென்பதாக பிடுங்கி வெளியே வாசலில் வந்து நின்று மனதும்ப்துல் ஜி ஆண்டோம் பொண்ணு கிஸ்தியான கைல இருந்து ஊத்துனா மேல அழகு இந்த தண்ணிய நான் குடித்துக்கிட்டு போகணுமே ஆனால் அம்மா பெரியம்மா நீங்க இவ்வளவு நேரமா அழுத கவலைய கொஞ்சம் சொல்லவும் வேணும் நீ கொடுத்த தண்ணிய இவ்வளவு சந்தோஷத்துக்கு மேல நீங்க சொன்ன இப்போ அழுதுகிட்டே கவலை அதை கொஞ்சம் சொல்லு சொன்ன உடனே பெரியம்மாவுக்கு ரொம்ப கோமம் வந்துருச்சு அழுது அம்மா வைத்தியா இதுதான் நான் முதலே தண்ணி இல்லைன்னு சொன்னேன் இப்ப தண்ணியை கொடுத்தோன்னு சொன்னாருல்ல அதாவது அழுத கவலையை கொஞ்சம் சொல்லணுமா அழுத கவலையை சொன்ன இவ்வளவு தீர்த்தா வச்சதுவாரு என்று சொல்லும் போது அந்த அடுத்து விடுக்கிறம்மா சொன்னாங்க சொல்லாதீங்க அவங்கள பார்க்கும் போது ஒரு பெரிய நாதா போல தெரியுது உங்க கவலை சொன்னா குறைஞ்சா போகும் சொல்லுங்க பெரியவங்களே மிஸ்டின் முசாபரே எனக்கூறும் மகன் உண்டும் அந்த மகன் நல்ல விதமா வளர்த்து வாயு மாக்கி படிக்க வச்சு என்ன ஒரு பெரிய முதலாளி இடத்துல கொண்டு சேர்த்திருந்தேன் என்னுடைய மகனுடைய தகுதி இந்த ராணியம் பார்த்து கப்பல் ஓட்டக்கூடிய டிரைவராக என்னுடைய மகன் வேலை செஞ்சுட்டான் பல வருஷமாக வேலை செய்து வந்ததுனால அந்த முதலாளி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கு அப்பலையும் கொடுத்து வேண்டுமான சிறக்கையும் கொடுத்து என்னுடைய மகன் அதாவது நல்ல வியாபாரத்துறை தரையில ரொம்ப சிறந்து விளங்கினான் மகனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டிய வயசு நமக்கும் ரொம்ப அதிகமான வயசு அப்படி இருப்பதுனால கல்யாணத்தை முடிச்சு கண்ணாச பாத்திரம் சொல்லி என்னுடைய நாட்டம் இதே ஊர்ல என் கூட பிறந்த தம்பி அவருடைய பேரு சாலிக அவருக்கும் ஒரே பெண் கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டிய வயசு வந்த பெண் அப்ப என்னுடைய தம்பி வீட்டுல போய் நான் தான் இந்த சபர் மகன் கல்யாணம் அதாவது வியாபாரத்துக்கு போயிட்டு வந்ததும் போட்டு நிச்சயம் வச்சிருந்தா அப்ப நிச்சயம் வைத்ததுக்கு பின்னால் அந்த மாதிரி சரக்கும் ஜனம் முன்னூறோடு கிளவி மகனும் கப்பல் பயணமாக தித்தாவுக்கு சென்று வியாபாரம் செய்து திரும்பி வர வேண்டிய வழியில கடல்ல பங்கு பன்னிரெண்டு வருஷம் ஆயி போச்சு பெரியாங்க யாக மையத்தின் ஆண்டோ இடத்துல பெரியம்மா சொல்லி காட்டுறாங்க போயிச்சு இன்று வருவான் நாளை வருவான் என்று என்னுடைய கூட பிறந்த தம்பி பொண்ணை வச்சு காத்திருந்தான் பார்த்திருந்தான் மகன் வராத காரணத்தினால இன்னைக்கு இன்னும் ஒரு மா அந்த பெண்ண கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகின்றான் என்னுடைய மகன் இருந்தாங்க கல்யாணத்தை முடிச்சு கண்ணாசு பார்ப்போமே மகன் மாண்டு விட்டானே என்ற மனக்கவலையோடு இருந்து அழுதுகிட்டு இருந்தா அப்பனா வந்து நீங்க தண்ணி கேட்டீங்க பாவா இதுதான் நடந்த கதை இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் உண்டான ஒரு பரதத்துக்குரிய ஒரு சம்பவம் என்று பெரியம்மா சொன்னான் இதை கேட்ட உடனே லோது நான் சொன்னாங்க அம்மா கவலைப்படாதே கல்யாணம் முடிஞ்சிருச்சா முடியல எனக்கு பாவா என்ன முடியல நாலரை மணிக்கு கடல் பொங்குது நேரத்துல தான் கல்யாணம் அந்த காலத்திலே தான் கடல் பொங்குது நேரத்தில் தான் கல்யாணம் இப்ப பட்டபிலே கல்யாணம் ஆகையினால கவலைப்படாதிக்க உங்க மகனுக்கு பேசின பெண்ணு உங்க மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும் ஆகையினால் அம்மா பெரியம்மா இப்பமே நீங்க விரைந்து சென்று நடக்கும் ஜாலியானத்தை நிறுத்தி உடனே போய் கல்யாணத்தை நிறுத்தணும் அங்க உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு இந்த கிளவியை கொள்ளணும் போட்டு சொல்றோம் பெரிய சொன்னும்பி நீங்க போய் அந்த கல்யாணம் நிறுத்தும் போது யாராக உங்களை அடிக்கும்படியாகவோ அடிப்பதற்கு வந்தாலோ சபையிலே சொல்லுங்க ஆடக்கூடிய அவர்கள் மீது சத்தியமா யார் என்ன அடிக்கவும் கூட இந்த கல்யாணத்தை முடிக்க கூடாங்க பெரிய சந்தேகம் என்னமோ அவரும் சொல்றாரு நீ போவோம் நிறுத்துவோம் நாளைக்கு அது போல மகா வந்தா நடக்கின்ற கல்யாணத்தில் ரெண்டு பேருக்கும் பங்கு அப்படி மகா வரல ஊர்ல என்ன தண்டனை கொடுக்காங்களோ அதுவும் ரெண்டு பேருக்கு ஞாபகம் இருக்கட்டும் உடனே அடுத்த வீட்டுக்கார அம்மா பார்த்தா அம்மா ஒண்ணு கவலைப்படாத வாங்க சொல்றதும் உடனே பெரியம்மா போகுதுன்னா தி நான் பார்த்து சொன்னாங்க பெரியவங்களை பெரிய முக்கி சாப்பிட ஏதோ உங்க சொல்லுபடிக்கு நாங்க கல்யாணத்துக்கு போய் நிறுத்தப்போறோம் அப்படி இருப்பதுனால நீங்களும் இந்த இடத்தை விட்டு எங்கயும் போயிடாதீங்க வீட்டுல இருங்க வர்றோம் பெரிய வெளியாகி நடக்கக்கூடிய கல்யாண வீட்டுக்கு வர்றார் அப்படி கல்யாண வீட்டுக்கு வரும் போது புது மாப்பிள்ளை மேற்கு முகமாக ஹரீபு கிழக்கு முகமாக கொத்துப்பாவை ஓதனும் தாலியை கெட்டரும் அந்த நேரத்தில் பெரியம்மா சபையில் தான் ஊருக்கு மரியாதையாக அசலாமும் ஊரோர்களே அழைச்சு நல்ல சாப்பாட்டை எடுத்துக் கொடுங்க அவங்க மகன் இருந்தா இந்த பிள்ளை பெண்ண கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவங்க மனசு எப்படி சந்தோஷப்படுமோ அது போல இந்த மணமக்களை வாழ்த்தும்படியாக அழைச்சிக்கிட்டு அது போல அந்த சாலையுக்கு ஓடி வந்து என் அருமை சகோதரியே என்ன இருந்தாலும் உன்னுடைய மகனுக்கு பேசுன பெண் உன் மகன் வராதனால இன்னொரு மாப்பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறேன் இது உன் பிள்ளைக்கா வாங்க நல்லா உண்ணுங்க தின்னுங்க நல்ல உடுப்பு எடுத்து உடுத்துங்க இந்த மண மக்களை சொல்லி கல்யாணம் வீட்டுக்காரர் கிழவியோட தம்பி அழைச்சாரு அதை சொன்ன பெரியம்மாவுக்கு ரொம்ப கோம் வந்துருச்சு ஏ தம்பி உன் ஓட்டுக்கிறேன் நான் உங்க வந்திருக்கேன் திங்கா வந்திருக்கேன் எதுக்குமா வந்திருக்கியா இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் அது கேட்ட இன்னும் ஊரோர்களும் பெரிய என்ன பெரியம்மா என்ன சொல்லுகின்றார்கள் என்று எதிர்பார்த்து சொல்லுகின்றார்கள் ஊரார்களே பஞ்சாயத்தார்களே அமைக்காரர்களே நான் சொல்வதை சற்று கவனமாக கேளுங்கள் இந்த பெண்ணினுடைய மகனுக்காக பேசின பெண்ணியினுடைய மகனுக்காக பிரசம் போட்ட பெண்ணின் நாளையிலோக அறிக்கின்ற மகன் உமாரா வந்து மாப்பி கல்யாரு பெரிய அதே நேரத்தில் அந்த நாட்டாமை பஞ்சாயத்த முத்தவெல்லா பார்த்தார்கள் பெரிய பைத்தியம் என்ன போல கொஞ்சம் கைது எடுத்ததும் பெரிய பார்த்தார்கள் ஆஹா அடி என்று சொல்லிவிட்டார்களே என்று அந்த வார்த்த உங்களுக்கு ஞாபகம் உடனே சபையிலே வைத்து சொல்லுகின்றார்கள் பெரியோர்களே ஜமாத்தோர்களே தட்பாதி தனையாக முடிக்கூடாது மேலே சத்தியமா சொல்ற அடிக்கவும் முடிக்கவும் கூடாது என்னுடைய மகன் நாளைக்கு ஒன்னை சபையில் இருந்த பெரியவர்கள் அனைவரும் கல்யாணம் விட்டுக்காரர் இருக்கோ சுபஹான்ல அதை விட அதிகமான கோபம் கூட பிறந்த அக்காவா நல்ல நேரத்தில் வந்து கல்யாணத்துக்கு எடுத்துட்டாங்களே என்று ஆகவே நாட்டாம பஞ்சாயத்து முத்தவரி எல்லாரும் கூடி இருந்து சொன்னாங்க அம்மா பெரியவங்க பேரை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திச்ச கல்யாணத்தை நிறுத்திச்சான் இனிமே கல்யாணம் முடிக்க முடியாது ஆனால் நீ சொன்னதை போன்று நாளில் உன்னுடைய மகன் வருவாரே ஆனால் இதே மணவரை பந்தல்ல வச்சு மகனுக்கு மனக்கோலம் அப்படி உன் மகன் மர தவறினா நாளைக்கு யாரு கல்யாணம் பெரியம்மா வந்தா உன்னுடைய மகனுக்கு இது பந்தலில் மணக்கோல் நடக்கும் அப்படி இல்லை பெரியம்மா நாள கிளவி உனக்குத்தான் மரண கோலம் ஆமா உனக்கு தான் கல்யாணம் நடக்கும் உன் மகாவரல ஊருக்கு மேற்க ஒரு பெரிய படுப்புலையை வெட்டி அதை கொண்டு போய் உன்னை நட்டி ஒரு கல்லால் அடிச்சு உன்னை கொல்லும் இதுதான் உனக்கு ஹுக்கும் அலமது இல்லா பெரியம்மா ஒப்பு கொண்டான் சபையை கலந்து விட்டு உன்ன பெரியம்மாவும் அடுத்த வீட்டுக்கார ரெண்டு பேரும் கல்யாணம் வீட்டு வீட்டு நடந்து வர்றாங்க அப்பந்தான் பெரியம்மாவுக்கு ஞானம் உண்டாகுது ஆமா என் அடுத்த வீட்டுக்கார அக்கா என் அம்மா கல்யாணத்தை நிறுத்தும்படியா சொன்னார் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டே ஊருக்காரங்க சொன்னது கடந்துட்டியா மகன் வரலன்னா நாலுக்கு நட்டி வச்சு கல்லக்கொண்டு எறிவாங்க பன்னிரெண்டு வருஷமா மகன் கடல்ல மூழ்கி மாண்ட மகன் மீண்டும் வருவது உண்டுமா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க ஆண்டாண்டு தோறும் அழுது புறண்டாலும் மாண்டார் வருவரோ இம்மாநிலத்தில் சொல்லுவாங்க தண்ணி குடுக்கிடித்தினால இந்த கிளை கல்யாணம் விட்டு அடிபிடி சாப்பிடணும்னு சொல்லி அவருக்கு வயிறு ஆக்கியம் அவர் உணர்ந்து விட்டார் ஆகையினால் நாளைக்கு மா வர மாட்டேன் ஊர்ல கொண்டாந்து விட்டு இந்த கல்ல கொண்டு அடிச்சு கொல்ல போறார் சொல்லி பெரியம்மா அழுது புலம்பிக் வீட்டுக்கு வந்தார்கள் அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அங்க மொஹிதி நாட்டு காணும் அதை விட வைத்தா போச்சு உணர்ந்து அடுத்த விட்டு கரம்பும் போயிட்டார் ஆகையினால் இனிமேல் நாம என்ன செய்வது என்று பெரியம்மா அவர் முடிவுக்கு வந்தார் நாளை ஊர்ல கொண்டு விட்டு படுகொல நட்டி எல்லாரும் ஆளுக்கு கள்ள கொண்டு கொள்வதை விட அப்படி கொண்டு நம்முடைய உயிர் போவதை விட நாளையினுடைய நேரம் லொகோர் நேரம் வருவதற்கு முன்னாலே அழுது அழுது ஆவியை அழுது அழுது என்று சொல்லிக்குள்ள போய் இடத் தொடங்கிட்டான் அப்படி இருக்கானி ஆண்டவர்கள் எங்க வருகின்ற கடற்கரையில வந்து முசல்லாவை விரித்து இறக்கி வைத்து இருக்கிற தீ விரிவென்பால் ஏந்திவரை ஆண்டவனே ரஹ்மான் ஆகியவல்லவேனே இந்த அகில எல்லாம் படைத்து அதில் உண்டாவாகி ஜீவகோணங்களையும் படித்து அவன் படிக்கிற கழித்து தான் உண்ணாமல் உறங்காமல் பாதுகாக்கக்கூடிய அப்பல்லாலே ஆண்டவனின் நான் கேட்கும் துவாவானதை கபூலு செய்வா என்ன பட்டம் போட்டதும் நீ சாப்பாட்டை கொடுத்ததும் நீ இந்த மிசர் நாட்டை நீ சுத்தி பார்த்து வரக்கூடிய வழியில் நீ அந்த வீட்டுக்கு போகும்படியாக எண்ணத்தை கொடுத்ததும் நீ அந்த அழகையும் துக்கத்தையும் விசாரத்தையும் கேட்டுவிட்டு வாக்கு கொடுத்துவிட்டேன் நடக்கின்ற கல்யாண நிறுத்தியாகிவிட்டது வாக்கு பொய்யாகிவிடக் கூடாது நடக்கூடிய கல்யாணம் தடைபெற்று விட்டது ஆகை நான் ரகுமானாகிய வல்லவேனே அந்த கலவி மகன் கப்பல் ஜன முன்னூறு சரக்கு ஒன்று கூட குறையாதபடி எனக்கு நீ நிறைவாக தந்துள்ள வேண்டும் நான் வல்லத்தீவுக்கு செல்ல வேண்டும் அந்த நாட்டு மக்களை இஸ்லாமாக்க வேண்டும் தீன்குடியை நிலைநாட்ட வேண்டும் திரும்பி நான் பகுதாதுக்கு வர வேண்டும் இந்த துவினி எனக்கு கபூலாக்கி தர வேண்டும் என்று ஓதுனா முஹின் நல்லாயணத்திலே கேட்டார்கள் ஆகவே இந்த முறையிலே அல்லாயிரத்திலே கேட்கக்கூடிய மாண்டவங்கள்லாம் மீண்டும் உலகத்தில் வந்தா இந்த மாநிலம் பொறுக்குமா அல்லது தாங்குமா வேற ஏதாவது சொல்லுகின்றா இறைவா என்னுடைய வாக்கு நான் காப்பாற்றிக் கொள்ளணும் நாளில் உகன் வருவதாக நடக்கின்ற கல்யாணம் நிறுத்தியாகிவிட்டு என்னுடைய வாக்கு பொய்யாகிவிடக்கூடாது யா இறைவா எனக்கு நீல் ஆக்கி தரணும் ஆனா அல்லாஹூ ஜல்லஸ்தானத்தால் ஆண்டவன் நாடுவானையான உலகத்துல நடக்காது ஒண்ணுமே கிடையாது குண் என்று சொன்னால் எழுந்துவிடும் ஆக்க வல்லவன் அழிக்க வல்லவன் சர்வ சக்தி உள்ள அல்லாஹூ ஜல்லஸ்தானால் ஆண்டவன் அகமமகி சடைந்து அவனு கண்ணி என்று சொல்ல கடலை தானே பார்க்கூடிய கலவி மகன் கப்பல் கிளவி மகன் கப்பல் ஆகக்கூடியது பகரிலே பன்னிரண்டு வருடமாக எந்த விதமாவுடைய ஒரு தூம்போ எந்த விதமாவுடைய ஒரு தூசியோ தெரியாத அளவுக்கும் அடிந்து போன அந்த கப்பல் பௌத நாவுடைய துவா பரக்கத்தை கொண்டு அதுவாக ஜெல்ல சாண ஆண்டோருடைய புதரத்தை கொண்டு கப்பல் எந்த முறையிலே உதயமாகின்றதையானால் பூசின சாயமதி மங்கிடாமலே சாயம் கூட மங்கிடாதபடி குறையாதபடிவிட்டது இந்த நிலையிலேன் உதயமாகிவிட்டது தன்னுடைய மனதில் இறைவனுக்கு சுஜூது செய்து நன்றி செலுத்தியவர்களாக மீண்டும் அந்த மிசரு கடற்கரை விட்டுத்தானே வருகின்றார் கிளவி மகன் கப்பலை பார்ப்பதற்காக வேண்டி அப்போ மகன் கப்பல் கப்பல் துறைமுகத்துக்கு வரும்போது இன்னாருடைய கப்பல் வருகிறது என்று அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக ஒரு பெரிய ஒரு பீரை ஒரு வேட்டு போடும் கப்பல் அப்படி வேட்டு போடு போட்ட உடனே அந்த பீரைக்கு குண்டு சத்தம் அந்த மிசர் நாடு முழுவதும் கேட்டதும் மிசர் நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார் என்ன புதுமையா இருக்கு அதாவது பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்பதாக கேட்ட ஒரு வேட்டிச்சத்தம் இன்னைக்கு கேட்கிறதே ராத்திரி கிளவி வந்ததும் கல்யாணத்தை நிறுத்தினதும் நாளையொகருக்கு மகன் வர்றான் என்று சொன்னதும் அதுபோல ஒரு அடையாளமாக தெரிகிறது புதுமையாக இருக்கிறது என்று மிசர் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டம் ஆவந்து கூடினார்களே வெறுக்கம் வெறுக்கமாக கூடினார்களே முன்னூறு பேர் அதே நேரத்தில் போறாங்கள கிழவி சட்டத்தை காண தெரியல கொஞ்ச நேரத்துக்கு அதையும் கூட காணி ஒன்றே அடுத்த வீட்டுக்கார அவசரமாக ஓடி வந்து கதவ திறந்து பார்க்கும்பு வடக்க தலையும் தெற்க காலும்மா கிளவி அம்மாவுடைய சுருங்கிடுச்சு நெஞ்சிக்கும் தொண்டைக்கும் அதாவது ரொம்ப ஜீவன் இழுத்து கொண்டு கிடக்கல இந்த நிலையிலே அடுத்த வீட்டு அம்மாவை அடிச்சிருந்து தண்ணியை தானே கொண்டு வந்து தெளித்து கொடுத்து அம்மா வெய்யம் உங்க மகன் வந்துட்டாங்க உங்க மகா இசு வந்துட்டாங்க பார்க்க எல்லா ஜனங்களும் போறாங்க மகனா வந்துவிட்டானா என்று அந்த பெரிய அம்மா அப்படியே பதவி எழுந்திரித்து தன்னுடைய உடைகளை எல்லாம் தானே சரி செய்து அடுத்து வீட்டுக்கு அம்மா அம்மாவை அழைத்து கொண்டு மகனை பார்க்கின்ற பெரியம்மாவாக கூடியவர்கள் அவசரம் அவசரமாக கடல் கரை வந்துடுவார் பெரியம்மாதும் கடல் கரை வந்துடுவாரி மகனாரையும் பால்களே அடிமாறார்கள் மனைவியே அடி மாறா பெரியம்மா அவசரம் ஹவா சுபான்ல சாமான்யமா இருக்குமா பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்பதாக மாண்டு போன மகன் மீண்டும் ஹயாத்தோட வர்றான்னு சொன்ன புதுமை அல்லவா எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்க பெரியமான ஓடி சென்று தன்னை அறவை மகனையும் அப்படியே கட்டி பிடித்து முத்தி புகழ்ந்து சொல்லுகின்ற என் அறவை கண்மணியான மகனே பன்னிரெண்டு வருடங்களாக என்னை விட்டு பிரிந்து போன மகனே என்று பெரியமாள் தன்னுடைய அருமை கண்மணியான மகனைத்தான் பார்த்து சொல்லுகின்றார்கள் என் ஆறு உயிர் கண்மணி ஆண்ட மகனே என்று மீண்டு வந்த திருமகனே